அவரை அன்பா வேண்டி கேட்டுக் கொள்வது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள குடும்பத்தினர்கிட்ட அவரை ஒரு நல்ல மனநல மருத்துவர்களை சேர்த்து காட்டி ஒரு சிகிச்சை இல்லைங்க உங்கள் அன்பா வேண்டி கேட்டுக்கிறேன் அதுக்குள்ள நாக்பூரில் இருக்கிற தலைமை பீடத்தோடு நாங்கள் மோதுறோம் நீங்கள் எம்மாத்துறோம் நீங்கள்ல உங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்தால் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது